watching videos without subscribe is injurious to youtubers but rope uire kullu subscribe now வணக்க மக்களே உங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறது உங்க அஜய் காவ்யாருக்கும் எங்க வந்தாங்கன்னே தெரியல நல்லா இருக்கடி போயிடுவாங்க நீங்க ஏண்டா இவ இப்படி பேசுறாங்க பாதிக்கப்பட்டவன் தரப்புல இருந்து பார்த்தா தானே தெரியுது இவ்வளவு உண்மை இருக்கு அப்படின்னு ஒருத்தருக்கு ஆளும் இருக்குமா பெருவங்க எப்படிடா உன்னால மட்டும் இப்படி அப்படின்னா என் கிரஷே அதை நம்ம பொண்ணுங்களோட ஆன்லைன் கிரஷஸே நேரில் பார்க்காத ஒருத்தரோட பயோடேட்டாவே தெரிஞ்சு வச்சிருப்பாங்களா ஆனா நம்ம சுத்தி இருக்க ஒரு சின்ன சர்க்கிள்ஸ் ரிலேட்டிவ் அவங்களோட பயோடேட்டா தெரிஞ்சு வச்சு மாட்டாங்க அவங்க ஏதாவது பண்ணா என்கரேஜ் பண்ண தெரியாது அப்படிலாம் இருக்க வேணாமே அவங்க ஏதாவது அப் பண்ணா சின்னதாக என்கரேஜ் பண்ணுவோமே என்கரேஜ் பண்ணலனாலும் பரவாயில்ல அவங்க பண்றத நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஜஸ்ட் கிவ் தெம் அமைல் ஸ்மைல் பண்ணாலே போதுங்க அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டாலே போதுங்க அதுதாங்க ரியல் ஹாப்பினஸ் இதை பத்தி இன்னும் நிறைய பேசலாம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதற்கு பாய் சைனிங் ஆஃப் பை அர்ஜே காவியா